ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் புட்டாக இருக்கக்கூடிய சாஃபல் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சேரீ உடைய நம்பர் ஃபோர் டூ ஃபோர் பாடி ஆஃப் சேரீ கலர் லேவண்டர் கலருங்க இந்த சாரீஸில் வரக்கூடிய பல்லுவன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லுவன் பிளவுஸுங்க பல்லுவன் ப்ளவுஸ் கலர் மஸ்ட் yellow கலர் பாடி ஆஃப் சேரீ லேவண்டர் கலர் புட்டாஸ் கோல்டு டெஸ்ட் ஜரியில் இருக்குங்க ஹஃபைன் ஜரி சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் சில்க் ஒவ்வொரு கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டடு சரி ஹஃபைன் ஜரிங்க இந்த சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் இருக்கும் ப்ளவுஸுடைய லென்த்து எபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எவ்வளவுங்க சாரி இந்த சாரியில் பல்லுவன் ப்ளவுஸ் ஸ்பீச் கலர் பாடி ஆஃப் சாரீ எல்லோ கலர் கோல்டன் எல்லோவில் இருக்குங்க எல்லாமே பிக் புட்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மோர் தென் டென் சாரீஸ் பார்க்க போகிறோம் அதுவும் price சிக்ஸ் affordable price ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸுக்குங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் உங்களுக்கு கிடைக்கும் சாரி number ஃபோர் டூ சிக்ஸ் ஸோ இதுவும் மேங்கோ டைப் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த மேங்கோ டிசைனுக்கும் இதுக்கும் differences இருக்குங்க இந்த சேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் மஸ்டர்ட் எல்லோ பாடி ஆஃப் சாரீ pink color இது கொஞ்சம் நல்லா ப்ரைட் பிங்காக இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரீ தாங்க இதுலையுமே இந்த சாரீஸ் எல்லாம் ப்யூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரைவாஷ் தாங்க பண்ணணும் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு வந்ததுனாலோ நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஸாரீ நம்பர் ஃபோர் சாரி நம்பர் ஃபோர் டூ செவன் பல்லுவன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரி கோல்டன் எல்லோ கலர் கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ கைத்தறி மார்க்ஸ்க்கோ கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க நெக்ஸ்ட் சாரி Next டூ 428 பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலருங்க பல்லுவன் பிளவுஸ் பீச் கலர் டபுள் ஷேடுங்க பாடி ஆஃப் சாரி பாத்துட்டீங்கன்னா டபுள் ஷேடு ப்ளூல தான் இருக்குங்க ஆனா double shade body of வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸாரீடைய கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கிறதையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க அப்போ தான் நீங்கள் அந்த சாரி கோடு பார்ப்போம் அது வேறு யாரும் புக் பண்ணலை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க நம்ம கண்டிப்பாக அப்போவே உங்களுக்கு புக் பண்ணுவோம் புக்கடு ஃபார்ங்கிற ரிப்ளேவும் பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் நீங்கள் கேட்கும்போது அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணிவிட்டு அடுத்த மெசேஜ் நான் ரீட் பண்ணும்போது சேம் அதே சாரியை வேற ஒருத்தவங்க புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம புக் பண்ணுவோம் கேட்டது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு ஆனால் யார் புக் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம புக் பண்ணுவோங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் வேணும்னா ஸாரீ கூட சென்ட் பண்ணும்போது புக் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய கலர் நான் இப்போ சொல்லிடுறேங்க பழுவன் பிளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீ மஸ்ட் எல்லோ கலர்லேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டல் ஜெரீவாகவும் இருக்குதாங்க சாரீ நம்பர் ஃபோர் இதுக்கு முன்னாடி பார்த்தது 429 டூ பார்க்கிறது 430 நம்ம வந்து நம்பர் வைஸ் வந்து கரெக்டாக சாரீஸ் காமிச்சுட்ருக்கோங்க சப்போஸ் ஏதாவது 1 OR 2 நம்பர் சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் ப்ரீவியஸ் அண்ட் பிஃபோ பிஃபோர் பாருங்க சரிங்களா ஸோ ஆஃப்டர் அண்ட் ப்ரீவியஸ் இந்த சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சேரீ கோடு செல்லையோ அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பிளாக் கலரில் இருக்குதுங்க ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரி ஓருக்கு பிக் புட்டாம் பல்லுவன் பிளவுஸ் பிங்க் கலர் டசில்ஸ் போடலைங்க நீங்கள் டசில்ஸ் வேணும்னா சொல்லுங்க, ஒன் டே எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் போட்டு அனுப்புகிறோம் ஸேரீ நம்பர் ஃபோர் த்ரீ ஒன் பாடி ஆஃப் ஸாரி கோல்டன் எல்லோ பழுவன் பிளவுஸ் ப்ரவுன் கலர் இந்த சேரீயில் வரக்கூடிய சரி வந்து காப்பர் டெஸ்ட் ஜரிங்க இது வரைக்கும் வந்தது கோல்டு வந்துட்டு இருந்தது இந்த சேரீயில் காப்பர் டெஸ்டட் ஜரி ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பே பண்ணி டசல்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறோங்க கேஷ் ஆன் டெலிவரியில் டசல்ஸ் போட்டு அனுப்புகிற ஆப்ஷன் இல்லைங்க சாரி நம்பர் ஃபோர் த்ரீ டூ பாடி PINK சாரீ பிங்க் கலர் பிரைட் பிங்க் பழுவன் ப்ளவுஸ் இந்த சாரியில் வரக்கூடிய சரிங்க காப்பர் டெஸ்டர் ஜரி நெக்ஸ்ட் சரி பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் 433, body of பாடி green, bottle green, பாட்டில் gold tested கோல்டு டெஸ்டுடு ஜரிவு blouse red color cash கலர் delivery option available இருக்குங்க, 200 rupees extra ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இந்த சாரியில் புட்டாஸ் சில்வர் அண்டு கோல்டு ரெண்டு டெஸ்டு ஜரிமே ஆல்டர்னேட்டிவாக வந்துட்ருக்குங்க கேஷ் ஆன் Delivery option பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணபோது சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க ஸாரீ நம்பர் ஃபோர் த்ரீ ஃபோர் பாடி ஆஃப் சாரி க்ரே சில்வர் கிரே பல்லுவன் ப்ளவுஸ் ப்ரவுன் இதில் காப்பர் டெஸ்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் எந்த கண்ட்ரி அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வாங்குறீங்க அதோடைய வெயிட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் ஃபோர் த்ரீ ஆஃப் ஸாரி எல்லோ கோல்டன் எல்லோ பலுவன் பிளவுஸ் பிங்க் கலர் இந்த சேரீயில் வரக்கூடிய புட்டா காப்பர் டிஸ்டல்ஸ் இங்கேங்க இந்த வீடியோல நம்ம 436 இது வந்து Single கலருங்க இது வரைக்கும் பார்த்ததுல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்தது இந்த சேரீல Single கலர் அதாவது பாடி ஆஃப் சாரி பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஒரே கலர் வே கோல்டு ஸ்டுறீங்க இந்த சாரியுடைய கலர் பார்த்துட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை வந்து க்ரீம் கலர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ பார்த்துருங்க அண்ட் ஃபோட்டோ பார்த்துருங்க எதுக்காகனா கலர் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஒவ்வொரு சாரியுமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் வித் இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட உங்களுக்கு கிடைக்குங்க பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ